வணக்கம் பாலகிரத்தின் சில குழந்தைகளே பாலகிரத்தின் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் ஐயப்பன் அருளால் ஒரு புதிய ஐயப்பன் பாடல் எழுதியுள்ளேன் இது என்னுடைய முப்பத்தி ஓராவது ஐயப்பன் பாடல் இந்த பாடலை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்கள் பாடல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே சுவாமிப்பா அனுதினமும் நினைக்கணும் ஐயப்பா ஆயுழக்கும் மலைக்கு வரணும் ஐயப்பா இகவரசுகம் துறந்து வரணும் ஐயப்பா ஈசனின் மகனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் நினைவே என்றும் மரணம் ஐயப்பா குள்வினைகள் மாற்றி அருளனும் ஐயப்பா எங்கள் குல தெய்வம் நீயே ஐயப்பா ஏகாந்த ஜோதினேயே ஐயப்பா சுவாமியரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியா சரணம் சரணம் ஐயப்பா ஐயம் என்றும் மனதில் இல்லை ஐயப்பா குருமண்டல நோன்பும் இருக்கணும் ஐயப்பா ஓங்காரநாதம் நீயே ஐயப்பா ஔஷதமும் நீயே எனக்கு ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சம் சரணம் இந்த பாடலை பற்றி கற்றுக்குள்ளே நம்ம சேனலில் இருப்புங்க மீண்டும் ஒரு நல்ல பாடல்தான் உங்களை சிந்திக்கும் வரை உடம்பு உடைவுகிறது அன்பு பாலகிருஷ்ணன் தமிழின் கவிதண்ட பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் பா